ஒரேன் ஒருத்தி என்னால இருக்கு நானக்கற ஒரு ஆட்டகண்ட் வந்தா நான் சொல்லுங்க ப்ரோ அங்க வரட்டும் பாத்துكم ஃபெட் பண்ணுங்க இந்த ப்ரோ மணீல் ப்ரோ கேக்குறேன் எஸ்கே இதுதே இருக்கு வாங்க எஸ்கே எஸ்கே இது இன்ஃபிச்சப்றேன் சரிலாம் இது கொடுங்க ஷார்ட்ガン புல்லட் கொடுங்க ஷார்ட்ガン புல்லட் ஆ வேண அது வேண வாங்க பாருங்க நான் பிக்ட்டிருக்கேன் ஐயோ பயம் புல்லட் கேது வேணமா நம்பர் அன்பு நம்பர் போர் போய் அப்படியே காமண்ட் இருக்கான் இருக்கான் வீட்டுக்கு போடுறாங்க வேலை முடிச்சுடு ஒர்த்தடஸ் நோட் போட்டுட்டானே மேலே தன்ன வர மாட்டான் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெட்டை ரெண்டு பேர் மேலே ஏற முடியாது ப்ரோ ஒரு கீழ வர வச்சு தடடிச்சானே மேலே ஏற முடியாது மேலே ஏறவானா கார் அந்த கொண்டு ஏறிடலாம் மேலே ஏற முடியாது கீழ புத்தா கீழ புத்தானா ஆமா ஆடுச்சு கீழ வந்து இருக்கான சாப்பிட்டு இருக்கானா இல்ல எங்க இருக்கான்னு தெரியல வேலைதான் இருக்கா எங்கதான் என்ன கண்ண இருக்க பாட்டோன்னு நல்ல அடி அடிக்குறேளுறோம் நல்ல அடி நல்ல அடி வந்து வெடி பார்க்க மாட்டேன்னா எங்கنا bro மார்க் பண்ணு வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இவன இவன போறதுல நீங்களா venga அவ எக்ஸ்போஸ் ஒரு கில்லர் தான் வந்து நாலா நம்பர் लूटறச்சான் लूटறிச்சிடு வாடா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க மார்க் தி லொகேஷன் ஆ ஆ ஆ மேலாம் இருக்கேன் ஐடியா இருக்காங்க அது போற அந்த போற என்ன அடிங்க நான் போற நான் என்ன தெரியுமா பாரு அவனை போய் போ மாட்டான் பா அங்க ஹில் போறேன் எங்க 나க்கு வச்சீங்க நானே வரேன் இந்த ஊர்ல நானே வர மாட்டானே துதியு てる காசிட்டி நான் ஆட்கோட சீக்கட் எடுக்க போற انا எங்க போறாலும் யாராட்ட இந்த நேர நான் 나க்கு வச்சீங்க போணி போறானே வேலா போ வேலா போடா வெளிய ரெண்டு கண்ண கோமாலி வந்து உட்காந்துருக்கு இனையை unex ensuring Von C Daire சா Upper � ie சால், காடன்கள். சால் வார் neh Chr veter tomato Cuz gained ar들이 שப்பselvesー plusieursாなら médi° ik conception there übrigens serpent into lies around the top here? aggeme� spotsира inh duazioniない interview待 bolag評侑 indoください spit Eduardo trong al where splash وب invit기로 chant again ¡Caar lawn! 따�لام வ indeed! eng Tools gear vem thy ول settơiار�UR nosotros... fahalar Calling here installationsим he encompasses all the challenges, inис gerne rein работ promoting with outただ stains inmateặc unanimous kind enough whose crime's 17 خ applause dice. equilibrium UH! pulley most je gonna mean światiej operation in front of a current company! Unknown thought these días久 п lockdown.dzie Todo bleibt tapahtunato. fingerprints are drop out of on the back then Hear it that shooh.. Evıyorsun? 발라 Aku ட கார் வருது கார் வருது வருது வருது கார் வருது எங்க bro முன்னாடி தான் வருது முன்னாடி தான் வருது நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு ஓ கலட் ரைட் வரவாங்க இங்க நேர்ல வந்துbro கார் எடுங்க கார் எடுங்க கார் எடுங்க கார் எடுங்க bro bro நான் ஒன்னாச்சி ஆடுங்க அடிக்குடா அடிக்குடா அடடா என்னடா நான் திருபேன் கேரு கேரு குண குண குண நான் ஓட்டறேன் பண்ணுங்க நிப்பாட்டு நிப்பாட்டு ரிஜலட்ட ரிஜலட்ட நிப்பாட்டு ரிஜலட்ட ரிஜலட்ட ரிஜலட்ட எங்க தெnik ஊ barber darle黨stroke треб ederimujin suicida Source கிensor réserving ranch culpa nelanın Urban dogmail najtakipolina2линexralad์ fleekress esse suspense wing hungvan lo救 lagi graaf Donc kommentar bi uns 매�dag ang drena amanelt Coin got gim blacks 타 stereotypes 40antsrections kangged Siberian Gre weave hence or i top notes here wait 27...5 sun is somewhere in good 12000 now but non setting garlands market TON knowledge class C rearrangement ge 900 VTS man ago. grayeder calboards at $65.6 são here! obeyedleden apostropis cal Sod meme our couples xd tg Looks like they кол shook tight dit �ció this exploded hein! xd ode Together original fifty nem았� a single tackle σ cops de vol托ering house for those.. xd le alguna not全 PC were doing it brand new 100 wifi Verg individu el���? emAdd ab focused net finisinde ago dim decision this different Türkiye handful truck did not fit ஹீல் பண்ணிட்டோம் bro அடுத்து wound-ல பேண்டேஜ் ஏத்தி இருக்காங்க bro பேண்டேஜ் தான் bro இது சூத்திரம் நான் ஏற மாட்டானே ஸ்டாப் போடு ஸ்டாப் போட்டா முன்னாடி ஏத்துனமா ஸ்டாப் போடா நாக்கானோ என்னனே கில் வந்துதே வரலையா அவன் பேடிட்டில வந்துடா நம்ம கூட நாக்கானே அவனே கெத்துலாம் bro ஜோனுக்கு போறணும் ஜோனுக்கு போவணும் காரங்க ஜோனுக்கு வரணும் வாங்க கார்க்கு வாங்க எங்குற்ufficient வabeiக்கப் ப eigentlich algunுகும். என்ன நய் நான் கன்றிம்புன். ான் பணக்கalon clippingையே! ப்புதும endorsedிலை அனbah நீ அன்றுaciones தriresி departinge காறப்பாட்ட ungefähr Ag installation தேலை勝иной விரை பேருவிட் resc happily aveteளை போல opini而ய substantive கள் வேசுஸலைப் பrange அன்றாbare avilக்குமை நானக்க grenades இன்று ட가락க் ogr dai அல வ வெ dzihog Fallout Sí ஒரு கார் நிக்குது கார் எழுதி கார்லயே போறீங்க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 ஒருத்தனக்குறீங்க ஆ ஆ ஆ ஆ போடுறது கலக்குற ப்ரோ நான் உன اتشபி ப்ரோ நான் பாத்துக்கறேன் ஆ ஆ ஆ ஆ ப்ரோ यार பக்கத்துல இருக்குடா நான் வெடிக்கிட்டேன்டா அவரு கொண்டு அடுத்த நிமிஷம் டிஃபன் டிஃபன் பின்னணி ப்ரோ ஓடி ஓடி அங்க ரன் பண்ணுடா ஓக்கிட்டானே 얘는டா ப்ரோ மணிவல் ப்ரோ பக்கத்துல நீ வந்து கேக்கு கை வைக்கணும் இதே MK14 வச்சிட்டு ரூம் போறானே அப்படி ரூம் போறானே ஓகேனா ஓடப் போற கேடிட்டாரு அஸ்ைட்ல என்ன போகுது நேர்ல எடுத்து ஸ்ப்ரே பண்ணியா என்னையா பண்ணிட்டு இருக்கே கோமால எடிக்கற தெருக்கு ஆ அப்படியே போற அப்படியே போற அப்படியே போற நடக்க போகாது ஆ ஓகே ஓகேனா பீடி பேடி போற மண்டை பேடி ஓட போறானே போக்க நாக்கு சூப்பர் ப்ரோ ஓட நாக்கு சிக்கன்மேன் ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா